இந்த காணொலியில் இந்தியாவில் மிக சக்தி வாய்ந்த ஐந்து ஆயுதங்கள் ஏவுகணைகள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவில் தற்சமயம் பதினாலு லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இதா ஏசியாவிலே சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது பெரிய இராணுவமாக இந்திய ராணுவம் விளங்குகிறது இந்த இந்திய ராணுவத்துக்கு பட்ஜெட் எவ்வளோன்னா வரவு செலுத்திட்டம்னா நான்காவது பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உலகத்தில் நான்காவது பட்ஜெட்டை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது ஏன் இந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம்னா நம்மளுக்கு எதிரிகள் அதிகம் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளில் இருந்து தாக்குதல் எப்பொழுது வேணாலும் நிகழலாம் அதற்காக தான் நாம் இராணுவ படத்தை அதிகரித்து கொண்டே வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீனாவிடம் நாம் சற்று ஏமாற நிலை அதற்காகத்தான் இந்தியா மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட்டை நான்காவது பட்ஜெட்டை உலகத்திலே நான்காவது பட்ஜெட்டை இந்தியா அறிமுகப்படுத்தி வருகிறது இந்தியன் பேலஸ்டிக் மிசை சிஸ்டம் இந்தியம் என்பது ஏவுகணை தாக்குதலில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க பல அடுக்கு பேலஸ்டிக் ஏவுகணை அமைப்பை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி ஆகும் முக்கியமான அச்சுறுத்தல் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து அவங்க வந்து பேலிஸ்டிக் மிசைல் மூலம் நம்மளை தாக்குதலுக்கு இருக்கிறது சான்ஸ் இருக்கு அதனால இது அதற்காக இது வந்து நம்ம வந்து பேலஸ்டிக் மிசைல பிருத்திவிங்கிறது பெரிய இது இது வந்து என்ன செய்யுதுன்னா ஆகாய பாதுகாப்பு ஏவுகணை குறைந்த குறைந்த உயரத்துல கூட இடைமதித்து தாக்கும் எதிரிகளுடைய ஏவுகணைகளை தாக்கும் இரு அழகு கவசம் ஐநூ ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஏவப்படும் எந்த ஏவுகணையுமே தடுக்கும் அதாவது சீனா வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர்ல நம்ம இந்தியா நோக்கிய ஏவுகணை விட்டா அதை தடுக்கக்கூடிய ஆற்றங்கள் இந்த ஏவுகணைக்கு இருக்கிறது பிருத்திவிக்கு அமெரிக்கா ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு பிறகு பேலஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணையை அதாவது பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஆன்டி பேலஸ்டிக் மிசைல்ஸையை உருவாக்குனது இந்தியா தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கு பிறகு நாலாவது நாடு இந்தியா ஐந்தாவது நாடாக தான் சீனா உருவாக்கி இருக்கிறது அதனால நம்மளுக்கு வந்து அதில் முன்னோடியா இருக்கும் நம்பர் நாலு மல்டி ரோல் ஃபைட்டர் சுகை முப்பது இந்திய வடிவமைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவோட நம்ம சேர்ந்து அமைச்சா கூட தொழில்நுட்பங்களை நாம் வாங்கி அதை பயன்படுத்துகின்றோம் அதை எந்தெந்த நாட்டிலிருந்து பிரெஞ்சு இஸ்ரேல் இந்த நாடு பிளஸ் ரஷ்யா ரஷ்யாதான் நம்மளுக்கு மாஸ்டர் பிளான் கொடுத்தது இந்த சுகை முப்பது வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் சென்று தூரம் என்று சென்று தாக்கக்கூடியது வேகமாக கொண்டு தாக்கக்கூடியது இந்த எரிபொருள் நான்கு மணி நேரத்துக்கு தேவையான எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதி கொண்டது கொல்கத்தா வகுப்பு அழிப்பான் இந்த கொல்கத்தா வர்க்கம் இந்திய படை கடற்படைக்காக கட்டப்பட்டது இது திருத்தத்தனமாக வழிநடத்தப்பட்ட ஏவுகணை அழிப்பாளர்களின் வகையை ஸ்டீல் மிசைல் என்று சொல்வார்கள் அதாவது எதிரில் உள்ள ரேடாரை வந்து அவங்க ரேடர்ல கண்ணில் படாம இது கொண்டு தாக்கக்கூடிய அமைப்பை கொண்டது இதுக்கு ஸ்டீல் ரேடார் என்று சொல்வார்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் ஸ்டீல் ரேடார் இதுவகையாகும் இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிக்கின்றன இந்த ரேடார்கள் கப்பல்கள் நவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கும் மேலும் இந்த போர் தொகுப்பு அதிக நவீன மின் விநியோக கொண்ட துணை கட்டுப்பாட்டு அமைப்பையும் இந்த ஏவுகணை கொண்டது நூற்றி அறுபத்தி மீட்டர் உயரமோ மற்றும் நில தாக்குதல் ஏவுகணை நிலத்தில இருந்து ஏவலாம் ஆகாயத்திலிருந்து ஏவலாம் இது வந்து முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா இருக்க அதாவது அக்னி மிசை சீரீஸ் அக்னி மிசைஸ் ஏவுகணைகள் அக்னி ஏவுகணைகள் நீண்ட தூரம் அணு ஆயுதங்கள் மேற்பரப்பு பேலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் இவை வந்து பேலிஸ்டிக் மிசைல் என்று சொல்வார்கள் அக்னி ஏவுகணை தொடர் எழுநூறு இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை மாறுவோல் அக்னி வந்து எழுநூறு கிலோமீட்டர் இருந்துச்சு இன்னைக்கு அக்னி வந்து ஆறு அது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய வடிவமைப்பை கொண்டது ஆறு பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கிற நாடுகளை தாக்கி வைக்க கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அக்னி என்பது அறிந்து கொள்ள வேண்டியது பிரம்மோ சூப்பர் சானிக் ரூல் பிரம்மோஸ் என்பது நடுத்தர தூர சூப்பர் சானிக் கப்பல் இந்த நீர்மொழி கப்பல் கப்பலில் இருந்து நிலத்திலிருந்து ஏவப்படக்கூடிய பிரம்மோஸ் வந்து எல்லா இடத்திலிருந்து ஏறலாம் நீர்மொழி கப்பலில் இருந்து ஏவலாம் கப்பல்கள் இருந்து ஏகலாம் விமானம் தாங்கி நிலத்திலிருந்து ஏவக்கூடிய ஆற்றல் கொண்டது அணு அணுசக்திகளை அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஏவக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த பிரம்மோஸ் சூப்பர் சாணிக் அதாவது ஒளியை விட வேகமா போகக்கூடிய பிரம்மோஸ் போகும்போது இடி இடி இடிக்கிறமே சத்து நிற்கும் இது அதிவேக சூப்பர் சாணிக் கப்பல் ஏவுகணை பற்றிய உலகின் மிகப்பெரியவான இந்த ஏவுகணை மார்க் மார்க் போர் வந்து வேகத்துல பயணிக்கிறது இது மேக் அஞ்சுக்கு மேம்படுத்தி விடுகிறது கூடுதலாக பிரம்மோஸ் ஸ்டீலுக்கு தொழில் நுட்பதால் திருட்டுக்களமா ரேடரை ஏமாற்றிச் செல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டது இந்த ரேடர் வந்து ரெண்டாயிரத்தி ஆண்டில் இந்தியா ஏவுகணையை ஐநூறு கிலோமீட்டர் புதிய வரம்பில் மேம்படுத்தியது ஆனால் தற்சமயம் பத்தாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய அக்னியை ஆறு உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்திய இராணுவம் தனது பிரம்மோஸ் புற படைப்பிரவில எங்கெல்லாம் நிறுத்தியிருக்கு ராஜஸ்தான்ல நிறுத்தியிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் நிறுத்தியிருக்கு அப்போ வந்து இப்போ லடாக்ல கூட நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணைகள் ஐந்து பயங்கரமான ஏவுகணைகள் நம்மிடையும் இருக்கின்றன மிக ஜாக்கிரதையாக இருக்கிறது பாகிஸ்தான்லேருந்து எந்த நேரத்தில் அச்சுறுத்தல் வேணாம் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு சீனா ஒரு அணு நாடு அணு சீனா தற்போயும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் போர் நிகழலாம் என்ற நிலை இருக்கிறது ஆனால் இந்தியாவிடும் போத சீனாவும் சரி பாகிஸ்தான் தற்சம் ஆயிர தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போல அல்ல சீனா இப்ப இப்பொழுது இந்தியாவிடம் மோதினால் பயங்கர பலத்தை அடிவாங்க நேரிடும் முதல் சண்டை இலை கட்டத்திட்ட நாற்பத்தி ராணுவ வீரர்களை இழந்த சீனா கண்டிப்பாக அடுத்த சண்டையை மேற்கொண்டால் பலவிதமான அழுவிகளை நோக்கி செல்லும் என்பதை ஐயமில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் எனது சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனுஷம் ஆர்விசேகர்